என் தங்கச்சி வந்துட்டு அண்ணன் என்ன மரியாதை கூப்பிடுற என்ன வேணா செய்வே அண்ண சொல்லுமா செய்யறேன் இல்லன எனக்காக ஒரு காமெடி சொல்ல அப்படின்னா நேத்து நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சு என்ன முறைகிறான் இன்னைக்கு சமைச்சிருவாளோ